அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லக்னத்துலேருந்து ஏழாம் இடத்துல மாந்தியிருந்தால் என்ன பணம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்படும் கிட்னியில் கல் கல் ப்ராப்ளம் வரும் கணவன் மனைவிக்கு பிரச்சனைகள் சில விரிசல்கள் ஏற்படும்